அனைவருக்கும் வணக்கம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி என்று திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி ஆகுதுங்க மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு அதாவது துலாம் வீட்டில இருந்து பூர்வீகஸ்தானத்துக்கே சனி பகவான் வராது அதனால கடந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க கட கடந்த இரண்டரை வருடமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஒரு ஆண் வாரிசு கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து துலம் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி கடந்த இரண்டரை வருடமாக பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கடனில் மாட்டிருப்பீங்க அதே மாதிரி இடம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டியிருப்பீங்க அதனால் உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் இருக்கிறதுனால பழைய வண்டி கொடுத்துட்டு நீங்கள் புதுசு எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருந்திருக்கு அதில் பைக்கும் சரி கார் கூட நீங்கள் எடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு கடந்த இரண்டரை வருடத்துக்குள்ள ஏன்னா நாலாம் இடன்றது சுகஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த சுகத்துக்கு எடுத்திருக்கோம் அதாவது ஹெல்த் இஷ்யூஸு ஹெல்த் ப்ராப்ளம் அதுக்கு ஹெல்த் செக்கப் ஓசரம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இந்த விஷயம் எல்லாமே நடந்துருக்கோம் இப்போ ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கே வரதுனால பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகளால் சந்தோஷம் இது எல்லாமே ஏற்பட போகுது கட்டாயம் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் பிள்ளைங்கக்கிட்ட சண்டையும் போடுவீங்க கோச்சிக்கவும் செய்வீங்க அதே மாதிரி அவங்க செய்கிறத பாராட்டவும் செய்வீங்க மற்றவங்க வந்து பாராட்டும்படியாக இருக்கும் பிள்ளைகள் மூலயமா ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடம் சனி பகவான் வர்றதுனால தன் வீட்டில் ஆட்சி பெறுறதுனால பிள்ளைகளால் பெருமை குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்களோடைய பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ வந்து உங்களுக்கு அது முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு அது முடிவுக்கு வரும் இருந்தாலும் தசா புத்தி அந்தரம் பார்க்கணும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு என்ன தசை புத்தி அந்தரம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா சனி பகவான் நல்ல இடத்துக்கு வராரு உங்களுடைய லக்னத்துக்கு யோக யோகமான தசை நடந்தது அப்படின்னா உங்களுக்கு அது ஃபேவரபுளாக முடியும் கோர்ட் கேஸ் பிரச்சனை அதனால் தான் பக்கத்தில் யாராவது ஜோதிடம் பார்க்குறாங்கன்னா உங்களை பாருங்கள் இல்லை நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஜாதகம் பார்த்து கொடுக்குறேன் அதே மாதிரி ஐந்தாம் இடம் பூர்வீக ஸ்தானத்துக்கு வரதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் அதே மாதிரி சனி பகவான் மூணாம் பார்வை என்னென்ன பார்வைன்னு பார்த்திங்கன்னா மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அதில் வந்து கரெக்டாக மூன்றாம் இடத்தை ஏழாம் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஆனால் துலாம் வீட்டுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் மாங்கல்யஸ்தானம் கலத்திரஸ்தானம் மனைவியாக இருந்தால் கணவரை குறிக்குது கணவராக இருந்தால் மனைவியை குறிக்கிது கண்டிப்பாக துலாம் ராசியோட கணவரோ மனைவிக்கோ உடலில் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் இந்த இரண்டரை வருடத்துக்குள்ளே கொஞ்சம் அவங்கள கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு நல்லபடியாக தசா புத்தி அந்திரம் நடந்துட்டு இருந்ததுன்னா பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ஒரு செக்கப் வந்து பண்ணிக்கிறது நல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் பார்த்துக்கக்கூடிய தருணம் இது ஆனால் கலத்திரஸ்தானம்னா துலாம் ராசிக்காரங்களுடைய மனைவி இல்லைன்னா கணவருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பும் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப உத்தமம்னு சொல்லலாம் இந்த டைமில் இந்த இரண்டரை வருடத்துக்குள்ளே என்னன்னாலும் நடக்கலாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் நான் பெரிய மேஜர் ப்ராப்ளம்ஸ் இல்லை அது வந்து சர்ஜரியாக முடியறதும் முடியாததும் அவங்களுடைய தசா புத்தியில தான் இருக்குது அதே மாதிரி பதினோராண்ட லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால லாபங்கள் நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் நல்ல ஒரு சுச்சுவேஷன் நல்ல ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு அமையும் அதே மாதிரி தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே வந்து துலாம் ராசிக்கு அமையக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து கரெக்டாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்கும்போது அதிகப்படியான தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் அதிகம் கிடைக்கும் தேவையில்லாத விரயங்கள் பண்ணிக்காதீங்க அதை சேவிங்ஸ் பண்ணிக்கிறதுக்குரிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக சேர்த்து வைங்க ஏன்னா துலா ராசிக்காரங்களுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்லணும் ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தாரு அப்படின்னா கோல்டு வந்து சேர்த்து வைக்கலாம் ஏன்னா கோல்டு வந்து உங்களுக்கு அதிகப்படியான சேரும் மற்ற ராசி நட்சத்திர லக்னக்காரங்களை விட துலாம் ராசி துலாம் லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு கோல்டு சேரும் அதனால வந்து சுக்கரன் நல்லா இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம் தவறில்லை அதே மாதிரி தொழில் மாற்றங்கள்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் தொழில் மாற்றங்கள் தொழிலிட மாற்றம் வேலை மாற்றங்கள் ஜாபில் ப்ரொமோஷன் கிடைச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது லாபஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறதுனால அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கிறதுங்க நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து அதிகப்படியான லாபங்கள் சினி ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் போகக்கூடிய காலகட்டம் தான் இது ஆனால் மன வாழ்க்கையை பாதிக்குனா கணவன் மனைவி ஒற்றுமையே அந்த இடத்துல பிரச்சனை வரும் ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் உருவாகும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த வந்து சனி பகவான் டைரெக்டாக பார்க்குறாரு அப்போ குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்தாலும் சரி இல்லை அப்பா அம்மா கூட நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி சின்ன சின்ன மனக்கசப்புகள் மனக்குழப்பங்கள் ஏற்படும் அதுக்கு உங்கள் இஷ்ட வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் தனஸ்தானத்தை பற்றி நல்லா இருக்காரு சனி பகவான் டைரெக்டாக பார்க்குறாரு தனஸ்தானத்தை டைரெக்டாக பார்க்குறதுனால தனவரவு பணவரவு அதிகரிக்கும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வாக்குஸ்தானம் பலிதம் ஏற்படும் சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எந்த வாக்கு யாருக்கு மற்றவங்களுக்கு சொன்னாலும் சரி அது வாக்கு பலிதம் ஏற்படும் அதில் நல்ல வார்த்தைகளாக சொல்லி பழகுங்க துலாம் ராசிக்காரங்க ஒரு நல்ல வாழ்த்தா இல்லை நல்ல ஒரு விஷயமாக நீங்கள் சொல்லி பழகுனா மட்டும்தான் அது நல்லது நடக்கும் உங்களுக்கும் அந்த ப்ளஸ் வந்து உங்களுக்கு வரும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் போகும் அதனால் நல்ல வார்த்தைகளை நல்ல விஷயங்களாக சொல்லி பழகிக்கோங்க உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் ஏன்னா துலா ராசிக்காரங்களுக்கு நிறையா வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் எல்லாமே டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன் அது கண்டிப்பாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் நான் கொடுக்குறேன் மேலே லிங்க் கொடுக்குறேன் நான் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நடக்கும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வந்து லீட் பண்ண போகிறீங்க அட்டகாசமாக இருக்க போது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்த இரண்டரை வருடம் வந்து உங்களுக்கு கொடிக்கட்டி பரப்பீங்க ஆனால் குடும்பத்தில் மட்டும்தான் சில சில பிரச்சனைகள் நடக்கும் சலசலப்புகள் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி தொழிலில் நல்லாயிருக்கும் லாபம் நல்லா இருக்குது குடும்பஸ்தானம் வந்து அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் சனி பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது ஏன்னா குரு பகவான் பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பாங்க அடுத்தது துலாம் வீட்டையும் பார்ப்பாங்க மூன்றாம் இடம் தைரிய குரு பகவான் பார்ப்பார் அப்போ உங்களுக்கு மென்மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளர்ச்சி அடைய போக கூட நல்ல ஆண்டுன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம சூப்பராக சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து வரைக்கும் இதுதான் ரிசல்ட் நான் சொல்கிறது இதனால் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய டைம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல உங்களுக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது சனி பகவானோடைய இப்போ பார்வையை தான் நீங்கள் பார்த்தீங்க துலாம் வீட்டிலேருந்து ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் சனி பகவான் டைரெக்டாக பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை காத்துட்ருக்கு இந்த இரண்டரை வருடம் வந்து என்னென்ன விஷயம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனை விஷயமும் நீங்கள் சாதிப்பீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அந்த மாதிரி விஷயந்தான் துலாம் ராசிக்கு நடக்கப் போகுது ஒரு மாற்றங்கள் உங்களுடைய தொழிலையும் சரி ஒரு புதுவிதமான மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க ஒரு புதுவிதமான டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறீங்க அந்த யூஸ் பண்ணி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கான வழிகள் உங்களுக்கு கதவு திறக்கப்படும் சூப்பராக வரப்போகிறீங்க அதனால் அதே மாதிரி உங்கள் தசா புத்தி அந்தரத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயமும் கோயின்ஸிடாது அதாவது இந்த கோச்சார பலனும் உங்களுக்கு அதுவும் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம் இந்த இரண்டரை வருடம் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் கொடி கட்டி பார்க்க போகிறீங்க வெற்றி நிச்சயம் எந்த சேனல உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்